அஸ்லாம் வலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களை பற்றி இருபத்தி ஐந்தாவது நாளாக இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம் புனிதமான பணிகளில் மக்களோடு அதிகாரம் படைத்தவர்கள் போட்டியிட்டால் அதிகாரம் படைத்தவருக்காக மக்கள் தங்கள் பங்கை விட்டு கொடுப்பதை நாம் காண்கிறோம் ஜம்சம் நீரை மக்களுக்கு விநியோகம் செய்வது ஒரு நல்ல பணி என்று கூறி அந்த பணியை செய்ய ஆசை இருப்பதை வெளிப்படுத்திய நபி அவங்க அதை தவிர்க்கிறார்கள் தாமும் கிணற்றில் இறங்கி தண்ணீர் விநியோகித்தால் இந்த பணியை செய்தவர்கள் தமக்காக விட்டு தருவார்கள் இது நல்லதல்ல என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியும் மாமனிதரின் சுயல் நலன் கலனுக்காத பண்புகளுக்கு இதெல்லாம் சான்று ஒரு அடக்கத்தலத்தில் அருகில் அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை நபியவர்கள் கடந்து செல்கிறார்கள் இறைவனை அஞ்சிக்கொள் பொறுமையை கடைப்பிடி என்று அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னார்கள் அந்த பெண் நபிகள் நாயக கூறியதால் உன் வேலையை பார்த்து கொண்டு போ எனக்கு ஏற்பட்ட துன்பம் உனக்கு ஏற்படவில்லை என்று சொன்னார் அறிவுரை கூறியவர் நாயகம் என்று அவருக்கு பிறகுதான் தெரிந்தது உடனே அந்த பெண் நாயகத்தின் வீட்டுக்கு வந்தார் வாசலில் எந்த காவல்களையும் அவர் காணவில்லை அப்பெண் உள்ளே வந்து உங்களை பற்றி அறியாமல் பேசிவிட்டேன் என்று சொன்னார் அதற்கு நாயகம் செல்லாகு உலகி வல்லம் அவர்கள் துன்பத்தின் துவக்கத்தில் ஏற்படுவதுதான் பொறுமை என்று சொன்னார்கள் நீ என்னை பேசியது எனக்கு வருத்தமில்லை உனக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த இழப்பில் பொறுமையோடு இருக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் இழப்பு ஏற்பட்டவுடன் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து எல்லாம் செஞ்சுவிட்டு நடந்தது நடந்துவிட்டது என்ன செய்வது என்று பொறுமையாக இருப்பதற்கு பெயர் பொறுமை அல்ல இழப்பு ஏற்பட்டவுடன் பதற்றப்படாமல் இந்நாளில்லாகி வ இன்னா இலேகி ராஜிவுன் நம்ம அல்லாவுக்காக இருக்கிறோம் அல்லாட்ட ஒரு நாள் போய் சேரத்தான் போகிறோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஏற்பட்ட இழப்புகளை தாங்கிக் கொள்வோமானால் அல்லா இழந்ததை விட சிறப்பான வெகுமதியை நமக்கு தருவான் அப்படிங்கிறத அந்த பின்னிடத்தில் செல்லல் தாகுவலகிவர் செல்லம் அவர்கள் சொல்லி புரிய வைத்தார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி கூறப்பட்டிருக்கு ஒரு ஆட்சித் தலைவர்கள் வெளியே வருகிறார்கள் என்றால் வருபவர் ஆட்சி தலைவர் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் வருவார்கள் எத்தனை ஆடம்பர செலவுகள் எவ்வளவு கட் எவ்வளவு தோரணைகள் ஆனால் அண்ணல் சல்லல்லாஹ் ஒலகி வசல்லம் அவர்களின் வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கும் நபி வருகிறார் வருகிறார் வந்து கொண்டிருக்கிறார் என்ற எந்த முன்னறிவிப்புகளும் இல்லாமல் திடீரென்று மக்களையே சந்தித்து பாதிக்கப்பட்டிருப்பவர்களை உடனுக்கு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்காக பிரார்த்திப்பது அண்ணல் நபியின் வளமைகளில் ஒன்று இன்ஷா அல்லா நாளையும் பேசுவோம் அஸ்லாம் அலைக்கம்